அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஸ்பிரிச்சுவல் கலைச்செல்வி பேசுறேன் உண்டான குணங்கள் தான் இருக்கும் பண்ணாத பொதுவா உங்களுக்கு வந்து ராசி நட்சத்திரம் கண்டிப்பா தெரியும் லக்னம் வந்து உங்க ஜனகால ஜாதத்தை பார்த்து உங்க லக்னம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க மேஷத்துல இருந்து மீனத்துக்குள்ள உங்க லக்னம் இருக்கும் அப்ப உங்க ஜாதத்தை எடுத்து பாருங்க நீங்க என்ன லக்னம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அது மாதிரி மேஷத்துல இருந்து மீனம் வரைக்கும் உள்ள லக்ன லக்னத்தை பத்தி தான் அவங்களோட கேரக்டர் எப்படி அப்படின்றதான் எடுத்துக்கிட்டாவே தெரிஞ்சவங்க பல வித்தைகள் பல திறமைகள் கையில வச்சிருக்கவங்கதான் மிதன லக்னக்காரங்க அது ஒரு டேலண்டா இருக்காது பலதரப்பட்ட ஃபீல்டுல அவங்க கால் பிதிச்சிருப்பாங்க பலதரப்பட்ட ஆட்களை பார்த்துருப்பாங்க அந்த ஆட்கள் கிட்ட எப்படி நடந்துக்கணும் எப்படி கரெக்டாக மூவ் பண்ணி கொண்டு போய் நம்ம பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போகணும் அப்படின்றது வித்த தெரிஞ்சவங்க மிதன லக்னக்காரங்க ஏன்னா பொதுவாகவே புதனுக்கு வந்து யாரும் சொல்லித்தரல அது குருவா யாருமே கிடையாது அது கடவுள் பிரபஞ்சமே தான் அவருக்கு குருவா இருந்து சில பல கலைகளை தானாகவே கத்துக்கிட்டாரு புதன் பகவான் அது மாதிரி வந்து மிதன லக்னக்காரங்களுக்கு அதாவது மீனை வந்து நீந்த கத்து தரணுமா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது மாதிரி மிதன லக்னத்துக்கு மிதனராசிக்காரங்களுக்கு நீந்தவே கத்து தர தேவையில்லை தானா பழகிக்குவாங்க அவங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அவங்க தானா பழகக்கூடியவங்க ரொம்ப மென்மையானவங்க பழகளை பல கலைகளை கத்து கத்துக்கிட்டவங்க பல வித்தைகள் தெரிஞ்சவங்க அதே மாதிரி அறிவாற்றல் அதிகமா இருக்கும் சிந்தனைகள் அதிகமா இருக்கும் பேச்சாற்றல் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இவங்க வந்து கவிதை எழுதவங்களா இருப்பாங்க இருப்பாங்க அதே மாதிரி லாங்குவேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் லாங்குவேஜ் கற்றுப்பாங்க பல வித்தைகள் தெரிஞ்சவங்க அதான் ஒட்டுக்காக சொல்லணும்னா நம்ம சுருக்கமாக சொல்லணும்னா பல விஷயங்கள் கற்று தெரிஞ்சு ஞானம் பெற்றவங்க அப்படின்றத சொல்லலாம் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தியானத்தில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக வந்து இவங்க தியானம் அதிகம் பண்ணுவாங்க யோகாசனம் கத்துப்பாங்க ஆராய்ச்சி பண்ணக்கூடியவங்கதான் இந்த மிதன லக்னக்காரங்க ஒரு விஷயம் எடுக்கிறாங்க அப்படின்னாவே இருக்க மாட்டாங்க அதை ஆராய்ச்சி பண்ணிதான் முழுமையா வந்து கத்துக்கிட்டு அத வந்து மத்தவங்களுக்கு சொல்லுவாங்க ஒரு விஷயம் முழுமையா இல்ல அப்படின்னா மத்தவங்களுக்கு கண்டிப்பா இத வந்து ஷேர் பண்ண மாட்டாங்க ஒரு விஷயத்த முழுமையா கத்துக்கிட்டு முழுமையா ஆராய்ச்சி பண்ணிதான் மத்தவங்கிட்ட இத வந்து ஷேர் பண்ணி சொல்ல ஆரம்பிப்பாங்க இவனோட டேலண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இவனோட பேச்சு தான் இவனுக்கு பெரிய டேலண்ட்டுங்க பேச்சுலயே வந்து எல்லாத்தையும் கம்த்திடுவாங்க அது எல்லா லக்னத்துக்கும் அனுசரிச்சு போறது யாரு அப்படின்னா மிதன லக்னக்காரங்க எல்லாத்துக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்டபுளா அனுசரிச்சு போய்க்கும் யார்ட்டையும் வந்து ரொம்ப துன்புறுத்தாது கஷ்டப்படுத்தாது மனசை காயப்படுத்தாது சில விஷயங்கள் பேசலாம் வாக்குவாதம் வரும்போது கண்டிப்பா எல்லாம் கண்டிப்பா லக்னக்காரங்க இந்த வார்த்தைகள்லாம் இந்த வச்சுக்கிறவங்களா லக்னக்காரங்க தான் ஆனா யதார்த்தமா பழகுவாங்க நல்லா சிரிச்சு பேசுவாங்க யதார்த்தமா பழகுவாங்க எல்லார்டுமே டக்குன்னு அட்ராக்ட் ஆயிடுவாங்க எதா இருந்தாலும் ஓப்பனா பேசக்கூடியவங்க மிதன லக்னக்காரங்க மறைச்சி வச்சு பேசுறது அந்த மாதிரி ஒளிச்சு மறைச்சி பேச தெரியாது ஒருத்தரை பற்றி பொருள் பேச தெரியாது எதுவுமே அவங்களுக்கு அது தெரியாது எதுனால ஓப்பன் டாக்காக இருக்கும் ஏன்னா அதில் வந்து அந்த லக்ன புள்ளி எதில் போய் உட்காந்துருக்கு அப்படின்றதையும் பார்க்கணும் இதனால மிதன லக்னத்துக்கு ஜென்ரலாக கான்செப்ட் நான் சொல்லிட்டு இருக்கேன் மிதன லக்னக்காரங்க எல்லாமே வந்து சினிஃபீல்ட்லயும் இருப்பாங்க பெரிய பெரிய அரசியல்வாதிகளோட தொடர்பு இருக்கும் அரசியல் இருப்பாங்க அதை மல்டிபிள் மல்டிபிளாக எல்லா விஷயம் தெரிஞ்சிருப்பாங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன் வந்து இந்த மிதன லக்னக்காரங்களுக்கு சொல்லித்தரணும் அவசியம் இல்ல இவங்களே வந்து உருவாக்கி ஒரு விஷயத்தை உருவாக்கி அதை எப்படி காசு பண்ண தெரியும் இவங்களுக்கு தெரியும் பேரண்ட்ஸோட பேக்ரௌண்ட் இருந்தா மட்டும் தான் இவங்க பழைப்பாங்க கிடையாது இவங்க பேரண்ட்ஸ் யாரும் இல்லைன்னாலும் இவங்க தன்னிச்சு செயல்பட்டு முன்னேறி வரக்கூடியவங்க தான் மிதனலக்னக்காரங்க ரொம்ப டேலண்ட்டு நல்ல ப்ரில்லியண்ட்டு படிப்புலையும் சரி படிப்புலேயும் நல்லா படிப்பாங்க சப்போஸ் ஒரு ஸ்லோலாம் இருந்தாங்கன்னா பல விஷயங்களை வந்து ஆராய்ச்சி பண்ணி கற்றுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஏன்னா படிப்பு ஒன்றுமே மட்டுமே வாழ்க்கை இல்லை படிக்கணும் ஆனால் அது ஒன்றுமே வாழ்க்கை அது ஒன்று மட்டுமே வாழ்க்கை கிடையாது மற்ற நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனா பேசிக்கா படிப்பு இருக்கணும் படிப்புன்றது இருக்கணும் பொறுத்து இருக்கு மிதன லக்னக்காரங்க அப்பர்ல இருந்து லோயர் வரைக்கும் இருக்காங்க மிதன லக்னக்காரங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைப்ல வந்து பொருந்தும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் நான் சொல்லிட்டு வரேன் அதனால சார்டு அக்கௌண்டன்ட் அதாவது அக்கௌண்டன்டா இருக்கிறவங்க அதாவது சிஏ முடிச்சவங்க இவங்க வந்து மிதுன லக்னக்காரங்களா இருப்பாங்க அதே மாதிரி மற்றவங்களுக்கு உதவி செய்யறதாகட்டும் மற்றவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கறதாகட்டும் நீ இந்த ஒர்க் பண்ண இந்த மாதிரி எடுத்து செய்ய அப்படின்னு சொல்லித்தரதாகட்டும் வித்தைகளை கற்றுத்தரதாகட்டும் எல்லாமே வந்து மிதனலக்கணக்காரங்க முன்னிலையில் இருப்பாங்கங்க தன் நண்பர்களுக்கு தன் உறவினர்களுக்கு சில விஷயங்களை சொல்லி கொடுப்பாங்க ஏன்னா இவங்களோட அனுபவத்தில் என்ன நடந்துச்சோ அதை வந்து ஷேர் பண்ணுவாங்க நீ இந்த ஃபீல்டுக்கு போ இது நல்லாயிருக்கும் ஷைன் பண்ணுவ கண்டிப்பாக நல்லா வருவே அப்படின்றது ஒரு ஃபீட்பேக் கொடுப்பாங்க அதே மாதிரி அந்த வித்தையும் கத்து கொடுத்துருவாங்க எங்க வித்து வித்தையை கற்றுக் கொடுக்கறது எவ்வளோ பெரிய விஷயம் நீ பின்னாடி வா பார்த்துக்க அப்படின்னு சொல்றது வேற உனக்கு ஒரு விஷயத்தையே ஒரு தொழிலையே அமைச்சு கொடுக்கறது வேற அது முதல் போட்டு தன்ட்டா அதுக்கப்புறம் சம்பாதிக்கிறது நஷ்டமாகறது அது அவங்க கையில் இருக்கு ஆனால் ஒரு தொழிலை வந்து உருவாக்கி கொடுத்து இது இப்படி தான் பண்ணணும் இது இப்படி தான் செய்யணும் அப்படின்றத எந்த விதமான முதலீடு இல்லாமல் நான் சொல்றது வந்து நிறைய பேர் முதலீடு பண்ணி ஜெயிப்பாங்க மிதனகார முதலீடே தேவையில்லை அவங்க வாய் தான் முதலீடு அதை வச்சே புடச்சிக்குவாங்க மிதன நகம் இருக்காங்க மிதனராசிக்காரங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வாய் வச்சே புடச்சிக்குவாங்க அது மாதிரி முதலீடு இல்லாத தொழில் என்னவோ இவங்க கிட்ட கேளுங்க மிதனக்காரங்கிட்ட கேளுங்க அவங்க எல்லாமே சொல்லுவாங்க அது மாதிரி அவங்க ஒருத்தரை வந்து உருவாக்கக்கூடியவங்க திறமைய வந்து இயல்பாவே அவங்களுக்கு இருக்கு அது உறவினர்களாகட்டும் நண்பர்களாகட்டும் யாருக்கா இருந்தாலும் அந்த விஷயத்த சொல்லி கொடுத்துருவாங்க அந்த சீக்கிரட்டை வந்து மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அதான் பெரிய ரகசியன்னு சொல்லுவோம் நம்ம சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் என்ன அப்படின்னா நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க நான் இப்படிதான் வந்தேன்ப்பா கஷ்டப்பட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அது எவ்வளோ டெக்னிக்கல் மூமெண்ட் எப்படி இருக்கு அப்படின்றத வந்து இவங்களுக்கு தான் தெரியும் இந்த மிதன லக்னக்காரங்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த விஷயம் எல்லாமே தெரியும் அதே மாதிரி மிதன லக்னத்தில் வந்து புதன் பகவான் நிர்ந்தாரணம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாங்க புதன் வந்து உங்களுக்கு புத்திகாரகன்னு சொல்லுவோம் அந்த புதன் வந்து லக்னத்தில் இருக்கும்போது தன் வீட்டில் ஆட்சி பெறும்போது ஸ்டெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸாக இருக்கும்போது ஸ்டேட் ஃபார்வ்டாக இருந்து கரெக்டான செய்யணும் நாணயமாக நடந்துக்கணும் நேர்மையாக நடந்துக்கணும் நீதிமானாக இருக்கணும்னு நினைப்பாங்க அது மாதிரி பர்ஃபெக்டாக இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த லக்னத்தில் மித் மிதன புதன் இருந்தால் கரெக்டாக நடந்துக்குவாங்க அது எந்த தவறு அந்த இடத்துல நடக்காது பர்ஃபெக்டாக இருக்கும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க அதே மாதிரி துணிச்சலாக பேசுவாங்க அதாவது சொல்கிறேன் இவங்களுக்கு வித்தை தெரிஞ்சவங்க வாயிலாக வித்தை தெரிஞ்சவங்க பேசியே எல்லாத்தையும் மயக்கி கொண்டு போயிடுவாங்க அது ஒன்று தான் இவங்களுக்கு மூலதனமே அடுத்தது இரண்டாம் இடத்துல வந்து புதன் பகவான் இருந்தார்னா என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இரண்டாம் இடத்துல இருக்கும்போது இவங்களோட குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு அநோன்யமாக இருக்கிறது குடும்பத்தில் அப்பா அம்மா கிட்ட பெரிய சப்போர்ட்டாக இருக்கிறது அப்பா அம்மா இவங்களுக்கு செய்கிறாங்களோ இல்லையா இவங்க வந்து அப்பா செய்வாங்க அந்த மாதிரி ஒரு குணங்கள் இவங்ககிட்ட இருக்கும் மூன்றாம் இடன்றது தைரிய வீரி ஸ்தானத்தில் இருக்கும்போது அது புதன் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து அதுக்குண்டான விஷயங்களை வந்து பண்ணுவாங்க நல்ல போல்டாக இருப்பாங்க எந்த விஷயமா இருந்தாலும் பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாம் துணிச்சலாக ஒரு விஷயத்தில் இறங்கக்கூடியவங்க வந்து அந்த மூன்றாம் இடத்துல புதன் இருக்கும்போது இறங்குவாங்க நாலாம் இடன்றது உங்களுக்கு சுகபோக வாழ்க்கை கிடைக்கும் அதாவது ஆடம்பரமான வாழ்க்கை எல்லாமே கிடைக்கும் நல்லா வெல் செட்டில்டு நல்லா செட்டில் ஆகக்கூடியவங்க இவங்க தான் அது உச்சம் பெற்றது தன் தாய்வழி உறவு மூலிமா தாய் மூலிமா வந்து இவங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் அதே மாதிரி உச்சம் பெற்ற கிரகம் வந்து நாலாம் இடத்துல இருக்கு தன் வீட்டுக்கு உண்டான அதிபதியே மிதநலக்கணத்துக்கு உண்டான அதிபதியே இருக்கும்போது சிறு வயசுலயே கஷ்டப்பட்டு வீடு கட்டுறது இடம் வாங்குறது எல்லாம் எஃபர்ட் போடாமே நிறைய விஷயங்கள் நடக்கும் நாலாம் இடத்துல இருக்கும்போது எஃபோர்ட்டு இவங்க போடுறாங்களோ இல்லையோ அது இயல்பாகவே நடந்துரும் இவங்க லைஃப்ல டக்கு டக்கு டக்குன்னு எல்லாம் நடந்துரும் அடுத்தது ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தன் பிள்ளைகள் மூலியமா சந்தோஷத்தை காணுவாங்க இவங்களுடைய வித்தைகள்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்பாங்க பெரிய ஆளாக கொண்டு வருவாங்க இவங்களோட பிள்ளைகளுக்கு சில விஷயங்களை சொல்லி கொடுத்து அதை வந்து பெரிய ஆளாக உருவாக்கக்கூடியவங்களை வந்து இவங்க தான் அடுத்த ஆறாம் இடம் அதாவது ஆறு எட்டு பன்னெண்டுல மறைஞ்சாலுமே புதன் பகவான் உங்களுக்கு மறைந்த புதன் நிறைந்த பலன் தருவார் ஆனால் தேவையில்லாத கெட்ட பெயர்கள் சம்பாதிப்பாங்க அந்த ஆறு எட்டு பன்னெண்டில் புதன் பகவான் மறையும் போது சரியாக தாய்மாமன் சரியாக அமையாது கெட்ட பெயர்கள் அதிகமாக சம்பாதிப்பாங்க அதே மாதிரி கெட்ட பழக்கங்களுக்கு உள்ளாகுவாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக அதனால் குழந்தைங்களை ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் உங்கள் ஒவ்வொரு லக்கணத்துலையும் பாருங்கள் புதன் எங்கே இருக்காருன்னு மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் மறையக்கூடாது அப்படி இருந்தது அப்படின்னா குழந்தைங்க ஏதோ ஒரு வகையில் கெட்ட அடிட் ஆயிடுவாங்க கெட்ட பேர் உண்டாக்கும் அதே மாதிரி ஏதோ ஒரு இதில் அடிக்ஷன் ஆகிடுவாங்க அதை வந்து கொஞ்சம் பார்த்து அது கிளியர் பண்ணிக்கோங்க உடல்நிலை அது மூலியமாக உடல்நிலை தொந்தரவுகள் ஏற்படும் ஏழாம் இடம் ஏழாம் இருக்கும்போது புதன் இருக்கும்போது மிதனலக்கணக்காரங்களுடைய கணவரோ மனைவியோ நல்ல புத்திசாலித்தனமாக வருவாங்க இவங்க மாதிரியே அவங்க பெரிய டேலண்ட் பர்சனாக தான் வருவாங்க பெரிய ப்ரில்லியண்டாக தான் வருவாங்க அனுசரித்து போயிக்குவாங்க நல்ல ஒரு அழகா லக்ஷணமாக நல்லா பிரில்லியண்டா வரக்கூடியவங்க தான் அந்த ஏழாம் இடத்துல புதன் இருக்கும்போது கணவனோ மனைவியோ மிதன லக்னக்காரங்களுக்கு நல்லபடியாக அமையும் அது புதன் வந்து தன் வீட்டையே பார்ப்பார் மிதன லக்னத்தை தன் வீட்டை ஏழாம் இடத்துல இருந்து பார்க்கக்கூடிய விஷயம் வந்து அந்த ஏழாம் இடத்துல இருந்தால் மட்டும் தான் பார்வையை பார்க்க முடியும் ஏன்னா எல்லாருக்குமே அந்த ஏழாம் பார்வை இருக்கு ஏன்னா சனி பகவானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஏழு பத்து குரு பகவானுக்கு ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் இதுதான் பார்வை பொதுவாக மற்ற கிரகம்லாம் பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்தை டைரெக்டா பார்க்கும் அதனால தன் வீட்டையே புதன் பாக்குறதுனால இவங்களுடைய கணவனோ மனைவியோ வந்து இவங்களுக்கு அனுசரிச்சு போயிப்பாங்க எட்டாம் இடம் நான் சொன்ன மாதிரி எட்டாம் இடம் மறைவிசானத்துக்கு போகும்போது சில கெட்ட பழக்க வழக்கங்கள் உள்ளாகும் அதன் மூலியமா உடல் பாதிப்பு உடல்நிலை கெட்டு போறது தேவையில்லாத வாக்குவாதங்கள் தேவையில்லாத குடும்பத்தள பிரச்சனை சண்டை சச்சரவு உடல் பாதிப்பு இதெல்லாம் ஏற்படும் ஒன்பதாம் இடம் பாகிஸ்தானம் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்தோம் எல்லாமே டச் பண்ணிட்டு வருவாங்க இவங்க அது பிரசித்தி பெற்ற ஸ்தலம் அதாவது நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி திவ்ய தேசங்களுக்கு எல்லாம் போயிட்டு வருவாங்க நூத்தி எட்டு திவ்ய தேசங்களுக்கு போயிட்டு வருவாங்க அதே மாதிரி பலதரப்பட்ட கண்ட்ரி அதர் கண்ட்ரிக்கு போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இவங்களுடைய ஜனகால ஜாதகத்திலேயே வந்து இந்த அமைப்பு இருந்தது அப்படின்னா கண்டிப்பா வந்து இவங்க டிராவல் பண்ணுவாங்க அதிகமா டிராவல் பண்ணிட்டு மற்ற இடங்களுக்கு போயிட்டு பாத்துட்டு நீங்க தரிசனம் பண்ணிட்டு வருவாங்க அந்த அமைப்பு இவங்களுடைய ஜாதகத்துல இருக்கும் அதாவது இந்த மிதன் லக்கணக்காரங்க ஒன்பதாம் இடத்துல இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து இந்த சான்சஸ் கிடைக்கும் அதே மாதிரி பத்தாம் இடத்துல இருந்ததுன்னா இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகமா மாறும் மிதனகணக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல வந்து நீச்சம் ஆனால் நீச்சம் பெற்றால் அந்த இடத்துல சுக்கரன் இருந்தால் நீச்ச பங்கம் ஆயிடுது அதுக்குன்னு படிக்காதவங்க நீச்சம் புதன் வந்து நீச்சம் பெற்றிருந்தா படிக்காதவங்கன்னு சொல்ல முடியாது நல்லா படிப்பாங்க அவங்க ஆனா என்னன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்க கெட்ட பழத்துக்கு கெட்ட பழக்க வழக்கங்கள் வந்து அவங்க பிரலயமாவோ அவங்க உறவினர்கள் மூலியமாவோ கண்டிப்பா ஏற்படும் அது மட்டும் நீங்க ஜாக்கிரதையா பாத்துக்கணும் அதுக்குன்னு அவங்க பிரில்லியன்ட் இல்லைன்னு இல்ல பத்தாம் இடத்துல போய் நீச்சமாயிட்டாரு மறைந்த புதன் வந்து ஒன்னும் பண்ண மாட்டாரு மறைஞ்சிட்டாரு அல்லாம நீச்சமா போயிட்டாரு புதன் எதுவும் பண்ண முடியாது அப்படி கிடையாது புதன் நீச்சமா இருந்தாலும் அவரோட வேலையை செய்வாரு இந்த பேங்க்ல வந்து ராபரி பண்றது பேங்க்ல கொள்ளடிக்கிறது இந்த வந்து நீங்க பார்த்தீங்கன்னாக்கா ஹேக்கர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா லேப்டாப்ல ஹேக் ஹேக் பண்றது இந்த மாதிரி ஹைடெக் ஹேக்கர்ஸ் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புதன் நீச்சமானவங்க புதன் ஆறு எட்டு பன்னெண்டுல மறைஞ்சவங்க தான் இருப்பாங்க ஏன்னா பயங்கர ப்ரில்லியண்டாக இருப்பாங்க இந்த மாதிரி டெக்னிக்கல் நாலேஜ் அவங்களுக்கு நல்லா தெரியுங்க டெக்னிக்கல் ஃபீல்டில் இருப்பாங்க டெக்னிக்கல் நாலேஜ் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் பத்தாம் இடத்துல இருந்ததுன்னா கண்டிப்பா அவங்க தான் இருப்பாங்க ஆனால் வந்து தொழில் வந்து தவறான ஒரு தொழில் செய்வாங்க அதாவது சமுதாயத்தில் வந்து அது வந்து ஆதரிக்க மாட்டாங்க அந்த தொழிலை அந்த தொழில்னாவே அதை தள்ளி தான் வச்சிருப்பாங்க அது வந்து சீக்கிரட்டான தொழில் சில விஷயங்கள் நெகட்டிவாக பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு அடுத்து பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால புதன் வந்து நல்ல லாபத்தை கொடுக்கும் மன ஒரு வாழ்க்கையே கொடுக்கும் அதே மாதிரி அடுத்த லெவல் உங்களை கொண்டு போகிறதுக்கு உண்டான சான்சஸ் நிறையவே இருக்குங்க அதே மாதிரி புதன் வந்து பன்னெண்டாம் இடம் வராரு மறைந்த போது தருவாரு கண்டிப்பா நல்ல பலனை தருவாரு நல்லா இருப்பீங்க அதர் கண்ட்ரிஸ்க்கு நீங்க டிராவல் பண்றதுக்கு உண்டான சான்சஸ் நிறையவே இருக்கு நீங்க நிறைய இடத்துக்கு போயிட்டு வருவீங்க நிறைய அனுபவங்கள் கிடைக்கும் உங்க வயது ஆக ஆக ஆக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் அனுபவம் கிடைக்கும் அதன் மூலியமா உங்களுக்கு நான் உங்க குழந்தைகளுக்கு பிள்ளைகளுக்கு உங்க உறவினர்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லுவீங்க அது சின்ன வயசுல இருந்து அந்த பக்கம் வந்துடும் இருந்தாலும் இந்த வயது ஆக ஆக இன்னும் நல்லா மெச்சூரிட்டியா இருந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு அதை செயல்படுத்துவீங்க ஓவராலா சொல்லணும்னா மல்டிபிள் டேலண்ட் உங்ககிட்ட இருக்கு அது எப்படி யூஸ் பண்ணும் கரெக்டானபடி யூஸ் பண்ணும் அது கரெக்டா யூஸ் பண்ணுங்க தவறா எந்த விஷயத்தையும் பண்ண அதுதான் உங்களுக்கு நான் சின்ன ஒரு விஷயமா நான் சொல்றேன் புத்திசலித்தனம் அதிகம் தெனாலிராமன் மாதிரி சாணக்கியன் மாதிரி விகடகவி மாதிரி நல்ல பிரில்லியும் உங்களோட விஷயம் வந்து நேர்மையா இருக்கணும் அதை பார்த்துக்கோங்க எந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள எனர்ஜி ஹீலிங் தரப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்